வணக்கம் வி வர்ணா ஃப்ரம் சிறுமுகை கோயமுத்தூர் மாவட்டத்தில் இருந்துங்க இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது எல்லாமே கான்ட்ரஸ்ட் பேட்டர்னில் இருக்கக்கூடிய சாஃப்ட் சிக் சாரீஸ் கலெக்ஷன்ஸ் தாங்க இது எல்லாமே ஹேண்ட்லூம் மேடுங்க பியூர் சாஃப்ட் சில்க் சாரீஸ் கமிங் வித் சில்க் மார்க் சர்டிஃபைட் வர்க் அண்ட் ஃபிஃப்ட் ரெண்டு பியூர் சிக் வச்சு மேக் பண்ணுறதுனால ஒவ்வொரு சார்க்குறும் கண்டிப்பாக சில்க் மார்க் லேபிள் அட்டச் பண்ணி தருவோங்க ஃபஸ்ட் சாரி பாடி போர்ஷனும் பல்லும் பார்த்துட்டிங்கன்னா மெஹந்தி கோன் க்ரீன் ஷேட்டில் இருக்குதுங்க டாப் அண்ட் பாட்டமில் வர கான்ட்ராஸ்ட்டும் ப்ளவுஸ் போர்ஷனும் காஃபி ப்ரவுன் டோனில் வருதுங்க 500 ஹண்ட்ரட் சாரீ கோடுங்க டாப் அண்ட் பாட்டமில் காண்ட்ராஸ்ட் பேட்டர்ன் வந்தாலும் சின்னதா ஜரி பார்டர் மாதிரியும் கொடுத்துருக்கோங்க பாடியில் வந்திருக்க மோட்டிவ்ஸ் கோல்டு அண்ட் சில்வர் ஜரி மோட்டிவ்ஸ் ஆல்டர்னேட்டிவ் ரோஸில் வர மாதிரி மேக் பண்ணியிருக்கு பல்லூலில் ஃபுல் அண்ட் ஃபுல் சில்வர் டெஸ்டட் சரி ஒர்க் நெக்ஸ்ட் சாரீ ஃபைவ் பாடி அண்ட் பல்லு போர்ஷன் வந்து பார்த்துட்டிங்கன்னா கிரே கலர்லேயும் டாப் அண்ட் பாட்டமில் வர கான்ட்ராஸ்ட் பேட்டனும் ப்ளவுஸ் போர்ஷனும் பார்த்துட்டிங்கன்னா காஃபி ப்ரவுன் டோன்லேயும் வருதுங்க டார்க் காஃபி ப்ரவுன் फैव जीरो सारी ला सी टू मीटर्स कंटाइन इनकूडिंग ब्लसुंग विदउट दि सारी फार्टि फै पॉइंट फैव इंच पता वेरी वेरी वेटें फैफ्ट ग्राम प्यूर्स सारीसुगें इीडियो शो पड़े सारेस प्रेस सेगम सिक्स तस हंड्रेड रुपी ओनली सिक्स तवसं फंड्रेड रुपीस आल ओवर इंडिया शिपिंग फ्री कैश आन डेलिवरी आपशन अवेलबल् इंटरनेशनल शिपम्लेंगे नक्स्ट सारी फैव जीरो पलून अंड कॉन्ट्रास्ट अंड बाटम वह कॉन्ट्रास्ट पाती ब्लू कलर ब्लौस ब्लू शेड बाडिशन वैलट अंड ब्लू मिक्सडु टोन है ड्यूल टोन फुल अंड फोल टेस्ट सारी प्ी पेमेंट मोड्स पातीटा अकोटे फोनपे गे पेटीएम इतमारी पड़े सारे अकोडी थ्री पलून ब्लौ ब्लू कलर body portion yellow and blue बाडिशन यो अंडलू मिक्सड टोन वो ड्यूवेल टोन आलगे ग्रीन मिक्स टोन व ड्यूल टोनता एक्सटाना कलर अगर चल मु full फोल टेस्ट सरी वर्क नैक् सरी फैरो फोरें पलून ब्लौर சாரி பாடி போர்ஷனும் பல்லு போர்ஷன் பார்த்துட்டிங்கன்னா ப்ளூ கலரில் இருக்குதுங்க டாப் அண்ட் பாட்டம் கான்ட்ரஸ்ட்டும் ப்ளவுஸ் போர்ஷனும் மட்டும் நேவி ப்ளூ டோனில் இருக்குங்க ஃபைவ் ஜீரோ ஃபோருங்க ஸாரீ கோட் ஃபுல் அண்ட் ஃபுல் கோல்டன் டெஸ்ட் சாரி ஒர்க் இன்னரில் இருக்குது அந்த மோட்டிஸ் வராதுங்க புக்கிங் ப்ரொசீஜர் பொறுத்த வரைக்கும் சாரியுடைய கோடை எங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணி புக் பண்ணுங்கன்னு சொல்லுங்கள் வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குதுங்க பர்ச்சேஸ் பண்ணுறது உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக கஸ்டமர் கேர் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி பேசலாம் மார்னிங் 10 டூ ஈவினிங் 6 வரைக்கும் கால்ஸ் பிக் பண்ணுறதுக்கு அவைலபிள் இருக்காங்க பல்லுவன் ப்ளவுஸ் ரெட் கலர் பாடி போஷன் வயலட் கலருங்க ஃபுல் அண்ட் ஃபுல் கோல்டன் டெஸ்ட் சாரி ஒர்க் ஃபைவ் ஜீரோ சிக்ஸுங்க சாரீ கோட் சிக்ஸ் தௌசண்ட் ஃபைவ் இன்டர்நேஷனல் ஷிப்மெண்டும் அவைலபிள் இருக்குங்க பேஸ்ட் ஆன் த கண்ட்ரி பேக்கேஜோட வெயிட்டை பொறுத்து ஷிப்மெண்ட்டுக்கு மட்டும் எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் வரும் நெக்ஸ்ட் சாரி ஃபைவ் ஜீரோ ஃபைவ் இதுக்கு முன்னாடி பார்த்தது ஃபைவ் ஜீரோ சிக்ஸுங்க இப்போ 505 ஜீரோ ஃபைவ் பார்க்குறோம் சீரியல் நம்பரில் சின்னதாக ஒரு மிஸ்டேக்காயிருக்கு ஃபைவ் ஜீரோ ஃபைவ் இப்போ பார்க்குறோங்க பலுவன் கிரேட் ஓன்லியும் பாடி ஆஃப் தி சாரி சிமெண்ட் கிரேட் ஓன்லியும் வருதுங்க ஃபுல் அண்ட் ஃபுல் கோல்டன் டெஸ்ட் சாரி ஒர்க் இதற்கு முன்னாடி பார்த்தது ஃபைவ் ஜீரோ சிக்ஸுங்க இது வந்து ஃபைவ் ஜீரோ ஃபைவ் பிளைன் ப்ளவுஸ் சிக்ஸ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் வந்தீங்க ஃபைவ் ஜீரோ செவன் டாப் அண்ட் பாட்டமில் வர கான்ட்ராஸ்ட்டும் பலுவன் பிளவுஸ் டார்க் க்ரீன் டோன்லேயும் பாடி ஆஃப் தி ஸேரீ ப்ளூ கலர்லேயும் இருக்குதுங்க டீல் ப்ளூ ஃபைவ் ஜீரோ கோட் எல்லாமே ப்ரீமியம் குவாலிட்டி சாரீஸ் unique பீசஸ் தான் இருக்கிறதுனால வாட்ஸ்அப் மூலமாக புக்கிங் பண்ணிக்கோங்க ஒருவேளை இந்த சாரீஸ் பிடிச்சிருக்கு நேரில் வந்து பார்க்கலாம் அப்படின்னு நினைக்க வேண்டாம் ஒரு ஸாரீ தான் இருக்குதுங்க ஆன்லைனில் போஸ்ட் பண்ணுறது ஆன்லைன்லேயே சேல் ஆயிடுது ஸோ வேணுங்கிறவங்க ஆன்டைம்லையே புக் பண்ணிக்கோங்க வாட்ஸ்அப் மூலமாக இந்த வீடியோவில் பார்க்குற லாஸ்ட் ஸாரீ ஃபைவ் ஜீரோ எயிட்டுங்க ராயல் ப்ளூ டோன்லேயும் பாடி ஆஃப் தி ஸாரீ காக்கி கலர்லேயும் இருக்குதுங்க 6,500 தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ரூபீஸ்க்கு ஆல் ஓவர் இண்டியா ஷிப்பிங் ஃப்ரீ கேஷ் ஆன் டெலிவரி ஆப்ஷன் அவைலபிள் இன்டர்நேஷனல் ஷிப்மெண்ட்டும் அவைலபிள் இருக்குதுங்க இதெல்லாம் பியூர் சில்க் அப்படிங்கிறதுனால ஒவ்வொரு சாரீ கூடையும் கண்டிப்பாக சில்க் மார்க் லேபிள் அட்டாச் பண்ணித்தரோம் வேணுங்கிறவங்க பார்த்து பர்ச்சேஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்